சிவன் பார்வதி முருகர் விநாயக பெருமான் ஹனுமர் அல்லா புத்தர் இத்தனை பேர் இருக்கீங்க யார் தாங்க ஒரிஜினலான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவரோட பிறந்த நாள் சொல்ல மாட்டாங்க அவர் என்ன சொல்றாருன்னா வருவிக்க உற்ற தான் சொல்றாரு வல்ல பேர் தான் வெறும் ஜோதியா இருக்கானா பண்ணாத வேலையே கிடையாது அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் அது அதுதான் மிகப்பெரிய ஆற்றல் அதான் மிகப்பெரிய சக்தி அதான் மிகப்பெரிய பேராற்றல் அதனால முடியாத விஷயமே கிடையாது அதனால தான் முருகன தமிழ்கடவுள் முருகன் சொல்றாங்க தமிழர்களுக்காக படைக்கப்பட்ட அந்த கடவுள் தமிழ்கடவுள் முருகன் தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு ஏன் சொல்றாங்க இந்த தென் நாட்டிலிருந்து உதயமாயி உச்சகட்ட நிலைக்கு போனவர்தான் சிவபெருமான் நான் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் நிறைய பயிற்சியெல்லாம் பண்ணியிருக்கேன் பட் எல்லாேருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த புருவ மத்தியை கவனி புருவ மத்தியை கவனம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து அந்த புருவ மத்தியை வந்து எப்படி கவனிக்கணும் அந்த சென்டர் பாயிண்டை வந்து எப்படி கவனிக்கணும்னு சொன்ன அந்த ஒரு டெக்னிக் ச ரொம்ப சூப்பர் கண்டிப்பாக இந்த சின்ன வயசுலேயே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அதை வெளிப்படுத்தி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு வெளிப்படுத்துறீங்க பார்த்தீங்களா வெரி ரியலி கிரேட்டுங்க சூப்பர் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் சிவன் பார்வதி முருகர் விநாயக பெருமான் ஹனுமர் துர்கை அம்பாள் எத்தனையோ எத்தனை எத்தனையோ கடவுள் பேர்லாம் இருக்கு ஜீசஸ் அகத்தியர் போகர் புளிப்பாணி சட்டை முனிநாதர் தேரையர் இரட்டை நாக்கச்சித்தர் அல்லா புத்தர் இத்தனை பேர் இருக்கீங்க யாரு தாங்க ஒரிஜினலான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி உண்மையாவே அவங்க எல்லாம் எப்படி இத்தனை வந்தது அப்படின்றதுதான் பல பேருக்குண்டான கேள்வியாக இருக்கிறது நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இறைவன் ஒருத்தன் தான் இறைவன் என்பவன் யார் என்றால் மர நிறைந்திருக்கும் பேராற்றல் அல்லது பரம்பொருள் அல்லது மெய்பொருள் என்பவன் இறைவன் இறைவன் என்பவன் பிசிக்கல் ஃபார்ம்ல கிடையாது முதல்ல இதை நல்லா இறைவன் என்பவன் இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க அப்போ உங்களோட திமுக குறைஞ்சிரும் அகங்காரம் குறைஞ்சிரும் வேகம் குறைஞ்சிடும் இறைவனை நோக்கி பயணம் பண்ணி எப்படா அவன்கிட்ட போய் கலக்கிறதுக்குள்ள வந்து சொல்றாங்க இதை நீங்க உணர்வு நிலையில் நீங்க வந்து உணரணும் அப்படி இருக்கிறப்ப அப்ப இந்த சிவன் பார்வதி விநாயக பெருமான் அவங்க இவங்கெல்லாம் யாருன்னா அண்ட சராசரம் புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரைனஸ் ப்ளூட்டோ ஒன்பது கோல்கள் அஹ் ஒரு ஸ்டார் சூரியன் அப்படின்ற ஒரு மாபெரும் ஒரு ஸ்டார் இது சூரிய குடும்பம் இந்த மாதிரி சூரிய குடும்பம் மாதிரி பல்வேறு குடும்பங்கள் பால்வழி அண்டத்துல இருக்கு மில்கி வே இருக்கு இந்த மாதிரி பல லட்சம் கோடி கேலக்சிஸ் பல லட்சம் கோடி கோல்கள் பல லட்சம் கோடி உயிரினங்கள் பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கிறது வாழ்ந்து கொண்டே இருக்காது நமக்கு தெரியலன்றதுக்கா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது கட்டுறது கைமண் அளவு தான் கல்லாது உலக அளவு அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கிறப்போ நம் முன்னோர்கள் முதன் முதலாக இந்த பூமியில் உலகம் தோன்றிய போது வாழ்ந்த முன்னோர்கள் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபுரயுகம் கலியுகம்ன்றாங்க இன்னும் அடுத்தடுத்து இது வேற வேற மாதிரியான நிலைகளுக்கு இந்த உலகம் உலகமான பூமியானது அழிவு நிலைக்கு உட்பட்டு மறுபடியும் ரீக்ரியேஷன் ஆகும் மறுபடியும் அழிவு நிலைக்கு உட்பட்டு மறுபடி ரீக்ரியேஷன் ஆகும் நிறைய இந்த உலகத்துல இந்த ப்ராசஸ் என்பது எவல்யூஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப முன் ஜென்மங்களில் நம் முன்னோர்களாக இந்த பிரபஞ்சத்திலிருந்து பிரிந்து வந்த அந்த உயிர்களானது தன்னிலையை உணர்ந்து அந்த அருப்பேராற்றல் அல்லது அருபெரும் ஜோதி அல்லது பரம்ஜோதி அல்லது பரம்பொருள் அல்லது மெய்ப்பொருள் எப்படி வேணாலும் நிறைந்திருக்கும் அந்த பேராற்றலில் இருந்து பிரிந்து வந்த அந்த பிசிக்கல் ஃபார்முக்கு வந்த அந்த உயிர் அந்த உயிர் மனிதனாக இருக்கலாம் எப்படி வேணா இருந்துட்டு போகுது அந்த உயிரானது ஒரு காலகட்டத்தின் முன் உணர்ந்து விடும் நம்மை இந்த உயிர் இல்ல நாம் இறைவன் தான் இறைவனில் இருந்து பிரிந்து வந்த அந்த துகள்தான் அது பரமாத்மா இது ஜீவாத்மா அது பறந்து விரிந்திருக்கிறது இது ஜீவனாக இருக்கிறது பறந்து விரிந்திருக்கக்கூடிய மொத்த டேட்டாவும் இந்த ஒரே ஒரு ஆன்மத்துகள்ல புருவ மத்தியத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கும் ஒரு காலகட்டத்துக்கு மேல அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில மேற்கொண்டு யோக பயிற்சி உபதேசம் செய்வார் ஒரு காலகட்டத்துக்கு மேல தேவை என்று வரும்போது இறைவன்னா யாரு அந்த நீக்க மரம் இறைந்திருக்கும் அந்த ஜோதி லைட் பார்ட்டிகள்ன்றத சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க பெரிய சக்தி வர்ணிக்கவே முடியாது அப்ப இந்த மொத்த பேராற்றல் இருந்து பிசிக்கல் வந்த அந்த பாடியானது தன்னை உணர்ந்து அந்த நிலைக்கு போகும் இறைத்தன்மைக்கு போகும் போது ஒரு காலகட்டத்திற்கு மேல இதுக்கப்புறம் வரக்கூடிய சந்ததியினருக்கு இந்த உண்மையை சொல்ல வேண்டும் உணர்த்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் தெய்வ நிலையை அடைவார்கள் கடவுள் நிலையை அடைவார்கள் அவங்களுக்குன்னு அவங்க எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணிருக்காங்களோ அவங்க வந்து எந்த அளவுக்கு இறைவனை உணர்ந்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்து இந்த பிரபஞ்சத்துல வெறும் பூமியில மட்டும் இல்ல பூமியிலையும் சரி மற்ற கோள்கள்லயும் சரி பிரபஞ்சத்துல மற்ற உயிரின்கள் வாழக்கூடிய இடத்துலயும் சரி ஒவ்வொரு வேலையை கொடுத்து வச்சிருவோம் வேலைன்னா என்னோட அங்க போய் கஷ்டப்படணுமான்னு நினைக்காதீங்க அது ஒரு பரவசமான ஒரு ஆனந்தமான ஒரு பேரானந்தமான ஒரு நிலையில இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் நிர்வகிக்கக்கூடிய சில பொறுப்புகள் எப்படி வந்து புதனுக்கு புதன் ஆகிய மெர்க்குறி இந்த நான் பிளானட்ஸ்ல நான் சொல்ற ஜோதிட ரீதியா சொல்றேன் மெர்குறிக்கு ஒரு குணமோ அஹ் ஒரு குணமோ சனிக்கோலுக்கு ஒரு குணமோ அஹ் வந்து பாத்தீங்கன்னா மார்ஸ் செவ்வாய்க்கு ஒரு குணமோ இந்த மாதிரி ஒவ்வொரு அஹ் ஒவ்வொரு வேலையை ஒவ்வொரு கோள்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா பஞ்சபூதங்கள்ல நிலநீர் நெருப்பு காற்று ஆயுத ஒவ்வொன்னுக்கு ஒவ்வொரு தன்மை இருக்கு இல்லையா ஒவ்வொன்னு ஒவ்வொரு ஆற்றலை பெற்றுதான் வந்திருக்கு ஒவ்வொன்னு ஒவ்வொரு தன்மையிலும் இது போன்று முன்ஜென்மங்களில் வாழ்ந்தவர்கள் அந்த இறைத்தன்மையை அடைந்தார்கள் இறைத்தன்மை அடைந்த போது இதனால தான் முருகனை தமிழ்கடவுள் முருகன் சொல்றாங்க தமிழர்களுக்காக படைக்கப்பட்ட அந்த கடவுள் தமிழ் கடவுள் முருகன் தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு ஏன் சொல்றாங்க இந்த தென் நாட்டிலிருந்து உதயமாயி உச்சகட்ட நிலைக்கு போனவர்தான் சிவபெருமான் நம் முன்னோர்கள் தான் அவர்கள் நம் மூதாதையர்கள் தான் அவர்கள் நம்ம எப்படி இன்னைக்கு ஒரு யோக நிலையை பயன்படுத்தி யோக பயிற்சி பண்ணி உச்சகட்ட நிலையான அந்த இறைத்தன்மை அடையணும் போராடுறோமோ அந்த மாதிரி இறைவனே உபதேசம் செய்து ஒரு சில காரணங்கள் அந்த காலத்துல நீங்களும் வேற வேற ஆத்மாக்கள்ல வேற வேற உயிர்கள் நம்ம இருந்திருப்போம் அந்த நிலையை அவர்கள் அடைந்தார்கள் அப்போ அவர்கள் கடவுளாக வழிபடப்பட்டார்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாகிரபிகல் லொகேஷன்ல தமிழ்நாடுன்னா இவங்க கடவுள் கல்கத்தானா இவங்க கடவுள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு கடவுள் இருக்காங்கன்னா காரணம் என்னன்னா நம்ம அந்தந்த இடத்துல தோன்றி அந்தந்த இடங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு அருள் செய்யணும் பாதுகாப்பு கொடுக்கணும் வழி நடத்தணுன்றதுக்காகத்தான் அங்கங்கே ஒவ்வொரு மகான்கள் சித்த கடவுள் தன்மையில் இருக்கக்கூடிய பல யோக்கள் அவதாரம் செய்து அந்த தன்மையில தான் வந்த இந்த மக்களுக்கு உணர்த்திட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த நிலைக்கு போயிடுறாங்க தேவைப்பட்டால் மறுபடியும் வருவாங்க அப்படி வருவிக்கப்பட்டவர் தான் வல்லல் பெருமான் அல்லது வல்லல ராமலிங்கம் அவருடைய வல்லல் பெருமான் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டார் என்ன அர்த்தம் இந்த உலகத்துக்கு இந்த உண்மையை உணர்த்துவதற்காக நான் வருவிக்க நான் வருவிக்க உற்றேன் நான் என்னை வந்து ஜனம் செய்ய வைத்தார்கள் இறைவனே என்னை வழி நடத்தினார் அப்படிங்கிறார் ஆயக்கலைகள் ஓதாமல் உணர பெற்றேன்னு எப்படி சொல்றாரு எனக்கு யாருமே எதுவுமே சொல்லி தராமே எனக்கு எல்லாமே தெரிஞ்சுது எப்படின்னு சொல்றாரு அந்த ஞானத்தில் பயணம் செய்யும் அவர் அந்த நிலையை அடைந்தார் அப்ப இங்க இதுல கேட்கணும் எல்லாருமே வளல் பெருமான் மாதிரி உயர்நிலைக்கு போக முடியுமா இந்த கேள்வியும் உங்களுக்கு வேணாம் உங்களது வேலை அவரவர் கர்ம வினைய பொறுத்து உங்களுக்கு எப்ப இறைவன் தேவையோ அதை கொடுத்துட்டே இருப்பார் நமது வேலை கடமையை செய்வது மட்டும்தான் பலனை எதிர்பார்ப்பது கிடையாது சோ எந்த மகான்கள் இருந்தாலும் அவங்க இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருப்பாங்க அவங்க நம்ம ஆராய்ச்சி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அவங்களை ஃபாலோ பண்ணாம அவங்க கொடுத்த உபதேசங்களை ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா அவங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா அது உடம்பு பொய் ஏன்னா அவங்களோட உபதேசம் என்பது இறைவனே பேசும் வார்த்தை நம்ம இறைவனை ஃபாலோ பண்ணுமா உடலை ஃபாலோ பண்ணுவோம் உடலை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஏமாந்து உண்மையை ஃபாலோ பண்ணுவோம் உண்மை என்பது என்ன நீக்கமரம் இறைந்திருக்கும் பேராற்றலில் வரும் தகவலுக்கு பேர் தான் உபதேசம் வெட்ட வெளியிலிருந்து வரும் அந்த தகவலுக்கு பேர் தான் உபதேசம் அந்த வெட்ட வெளியிலிருந்து சுத்த பெருவெளி நீக்கு மரம் இருந்திருக்கும் பேராற்றல் இறைத்தன்மை அந்த தன்மையிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளானது இறைவனையே உபதேசம் செய்வது சோ ஆளை ஃபாலோ பண்ணாதீங்க ஆள் என்ன சொல் சொல்கிறார் என்று அந்த உபதேசத்தை நீங்க பாலோ பண்ணுங்க உச்சகட்ட நிலையை அடைவீர்கள் ஸோ இந்த தன்மையில் இருக்கும்போது உங்களை எதுவும் பாதிக்காது ஸோ யாராக இருந்தாலும் சிவபெருமானா இருந்தாலும் சரி முருகனா இருந்தாலும் சரி பார்வதியா இருந்தாலும் சரி பேர் என்னவா வேணாலும் இருக்கட்டும் இறைவன் என்பவன் ஒருவன் தான் அது நீக்க மரன் இருந்து இருக்கு பேராற்றல் அந்த தன்மையிலிருந்து நிறைய பேர் வெளியில வந்தாங்க பிசிக்கல் ஃபார்ம்ல பிசிக்கல் ஃபார்முக்கு வந்து அவங்களோட வேலை முடிஞ்சோடனே மக்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு அவர்கள் அந்த தன்மைக்கு சென்று அடைந்து விட்டார்கள் சென்று சேர்ந்து விட்டார்கள் இந்த உண்மையை நீங்கள் புரிந்து வேண்டும் அப்ப நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் நீங்களும் அந்த நிலையை அடையலாம் அந்த இறைநிலையை அடைவதற்கு உபதேசம் செய்யப்படுவதுதான் தீட்சை அல்லது பயிற்சி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அதுல உச்சகட்ட பயிற்சி தான் உங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பரம்பொருள் யோகம் பயிற்சி நன்றி வணக்கம் பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும்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 கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து கட்டி வச்சிருக்கோம் அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரும் அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுச்சு வச்சிருந்திருக்கும் நண்படியாக நீங்க அனுப்பும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற கிடையாது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் இன்னும் பல உயிர்கள்